படம்மே நிறைய சொல்லே இருப்போம் வீடு வாங்கிட்டோம் கார் வாங்கிட்டோம் இப்போ வாங்க போகிறோம் அது வாங்க போகிறோம் நீங்களே தான் இருப்போம் கவலைப்படாதீங்க வாங்க போகிறீங்க அதுக்காக அவங்க கூப்பிட்டுடுவோம் நிறைய படம் பார்க்குற பிறகு இருக்குது எனக்கு பிடிச்ச ஒரு சீனை மட்டும் கிட்ட சொல்லிக்கிறேன் ஒரு படத்து ஒரு படத்தில் வந்து ட்ரைன் சீனு அது அர்ஜுனும் அபிராமியும் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷனுக்காக போவாங்க அந்த ஒரு பையன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க அபிரமிசு கொடுவாங்க அர்ஜுன் வந்து காசு கொடுக்க மாட்டாரு அபிராமி வந்து அவங்க கேட்பாங்க அவனை எதுக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த பையனை கூப்பிட்டு ஒரு இரநூறுவா காசு கொடுத்து அங்க எதிர்கிற ஒரு புக் ஸ்டாலில் போயிட்டு புக் வாங்கி கையில கொடுத்து இதை இவ்வளோ ரேட் வச்சு வித்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பையன் அந்த பையன் கிளம்புறதுக்குள்ள நிறைய வித்துட்டு அவங்க வித்த காசுக்கு வந்து அர்ஜுன் சார் கிட்ட அர்ஜுன் அதை வாங்கிட்டு இதை என்னோட முதலீடு இது உன்னோட லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு வந்து நான் ஒரு நார் ஒரு வாய்ப்போ இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்துல இருந்துகிட்டு நீங்க என்ன மாதிரி நாங்களும் உங்களை விட மோசமானதான் இருந்தோம் எங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு ஊர்ல இருந்து வர்றது போறது விட்டுட்டு வர்றது போறது விட்டுட்டு கஷ்டம் தான் ஐடி எடுக்கவே முடியல ஆயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்து கூட்டுவது எல்லாமே கஷ்டம் பட் அந்த கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு பண்ணதுனால இது இந்த ஸ்டேஷன் அதே ஆடிட்டோரிய ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் மூணு அவார்டு வாங்கிருக்கேன் வருஷ வருஷம் அவார்டு வாங்குவேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் பேரை ஸ்டேஜ் ஏற்றுவாங்க ஆயிரத்துல ஒத்தரா ஏறி பேருக்கு பேரு கூப்புறதுக்குள்ள அவார்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு அதே ஸ்டேஜ்ல ஆக்சஸ் இந்தியா மூலயமா அவார்டு கொடுக்குற இடத்துக்கு வந்துடுது என்ன மாதிரியான இடம் உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை காத்துட்டு இருக்குறத நீங்க டிசைட் பண்ணுங்க ஈவென்ட்டை சாதாரணமா அசால்ட்டா மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படிதான் ஜிஆர் விஜய வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோடைங்க வந்து ஒரு கூடும்போது இந்த பிசினஸ் பத்தி புரிஞ்சிக்காம நான் வரலன்னு சொன்னேன் நான் இன்னைக்கு வரைக்கும் அத ஃபீல் பண்ணுங்க ரெண்டு மாசம் வேஸ்டா போச்சு ரெண்டு மாசம் இல்ல 20 லட்சம் ரூபாய் வேஸ்டா போச்சு சோ எல்லாரும் இன்னைக்கு இந்த ஈவெண்ட பக்காவா யூஸ் பண்ணுங்க சோ இந்த ஈவெண்ட யாரெல்லாம் ப்ரோமோட் பண்ணி யாரெல்லாம் தங்களோட டீமுக்கு ட்ரீம டெவலப் பண்றீங்களோ உங்களோட ட்ரீம் 100% நடக்கும் थैंक यू நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையோ உங்கெல்லாம் பார்த்ததால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் மீட்டிங் வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி அட்டன் பண்றீங்க எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய மீட்டிங் அந்த மாதிரி பண்ணால்தான் பதினெண்டு மூன்று லட்சம் ரூபாய் கடைக்கால் லோனஸ் பண்ணி முப்பத்தி ஐந்து லட்ச ரூபாய் பண்ணிடு இங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஆக்சஸ்ல வர நிறைய வலச்சி வந்திருக்கே ஆனா எங்களுடைய ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் மரிட்டி பார்த்தாங்க இப்போ நீங்க போய் பிளான் பண்ணி நிஷன் குடுக்குறீங்கல பிளானாக அப்ரோச் பண்றீங்கல</ul> மிறறாங்களா பயமுத்துறாங்களா மொக்கன்னு சொல்றாங்களா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேக்குறாங்களா எங்களே மிறறாங்க அப்படி மிறறாங்க நாங்கள் எப்படி தரமா பதில் குடுப்போம் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி காமரேஜர் மெமோரியல் ஹாலல அந்த ஹால் full ஆகுற மாதிரி 10 காரச்சரோட மிறறணும் பயத்தில நிறைய பேர் பயப்போம் லாக்டன் வந்து இருக்கட்டும் ரொம்ப பயப்படாத வாழ்வாதாரத்தை நினைச்சு தானே பயப்படுற